வணக்கம் Bank நிஃப்டியில் 1-Minute Chart, ஜேன் தேர்ட்டி எய்த் மண்டே மார்க்கட் டென் ஃபார்ட்டிக்கப்புறம் ஒரு டவுன்சைட் மொமெண்டமில் செல் காலாக மாறுது ஆக்சுவலி ஓப்பனிங் ஃபுல்லாகவே புல்லிஷில் இருந்துச்சு ட்ரெண்டு மாறையில் கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும் அதாவது பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா என்ட்ரி ரெண்டு டார்கெட் ஸ்டாப்லாம் வந்து கிடச்சிரும் ஸோ அது மாதிரி நமக்கு இப்போ செல் கால் வந்துருக்கு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் இப்போ ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை இதில் வர என்ட்ரி டார்கெட் வந்து ஃபிக்சடாக வரும் ஃப்யூச்சர் சார்ட்டில் ஆப்ஷனுங்கே டைம் டீக்கே இருக்குது ஸோ அதனால் நமக்கு வந்து அதில் ஃபிக்ஸடாக டார்கெட் சொல்ல முடியாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபியூச்சரில் மூவ் பண்ணல அடுத்த த மணி ஆப்ஷனை பற்றி சொல்கிறேன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபியூச்சரில் மூவ் பண்ணையில் நம்ம ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் வந்து அடுத்த தனி ஆப்ஷனில் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட் டார்ட் கிட்ட ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் செக் ஃபர்ஸ்ட் டாரட் வந்து த்ரீ செகண்ட் டார்ட் டூ எயிட்டி டூ இருக்குது பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் இரநூறு பாயிண்ட் செகண்ட் டாரட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்ட்டுக்கு ஒரு ஒன் இஸ்ட் கொடுக்கறோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு சார்ட் இதுவே ஆட்டோமெட்டிக்காக கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணோம் நமக்கு அப்படியே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு டென் ஓ இருந்து அது டவுன் சைடு நல்ல ஒரு இறக்கம் வந்தோடனே இப்போ நீங்கள் செல் பண்ணுங்க நமக்கு ஒரு செல் காலை கொடுக்குது ஸோ இந்த மாதிரி அதுவே கேண்டில் மூமெண்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு கால்ஸை ஆட்டோமேட்டிக்காக தரும் அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போடுவீங்க மேனுவல் ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ணலாம் மேனுவல்னால் இதை பார்த்துட்டு இதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க ஆட்டோ ட்ரேடிங்கன்னா ப்ரோக்கர் அவுண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீடைல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இப்போதைக்கு செல்கால் வந்துருக்கு ஃபோர் எயிட்டி ஃபோரில் வந்து செல் கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்ட்டம் அடுத்து ஒரு 3 மினிட்ஸ்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு நல்ல தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருந்துச்சு செகண்ட் டாரெட்டும் அடுத்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வித்தின் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் நல்ல டவுனில் இறங்கிச்சி தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் வந்து கொடுத்துச்சு டேங் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் சார்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் புட் ஆக்சுவலி ஒரு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் தான் பார்க்குறோம் அதுவே நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போச்சு நமக்கு பாருங்கள் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்ல பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் தேர்ட்டி தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டார்ட் வரும்போது வந்துச்சு அதுக்கு மேலேயும் போயிருக்கு சிக்ஸ்டி பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்கு ஏன் அறுபது பாயிண்ட் நூறு பாயிண்ட் போகையில் கிடச்சிச்சி அப்படின்னா நமக்கு அதுக்கு ரீசன் வந்து ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட் இறங்குச்சி அந்த ரீசனால் ஆப்ஷனில் அதிக புள்ளிங் அதனால் நமக்கு சிக்ஸ்டி பாயிண்ட் மேலே மொமெண்ட்டம் இப்போ கூட ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தான் ட்ரேடிங் வந்து போய்ட்டு இருக்குது டேரக்டாக நீங்கள் ஆப்ஷன் சாட் பார்த்து இப்படி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சரில் வர்ற என் பாயிண்ட் வரையில் உங்களால் எந்த ஆப்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை பிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நாற்பது பாயிண்ட்டில் வெளியே வர்றனாலும் வர முடியும் ஸோ இந்த சார்ட்டை உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்னதாக கால் கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நினைக்கும் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு உங்களுடைய ஓன் ட்ரேட் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் இதனுடைய சப்ஸ்க்ரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்